മലടലര മുട റൈറ്റർ കാണ്ടാ തമിഴനോട കാവിയта പട പുടിച്ച രത്തുന്നാ തമിഴനോട വരലരെ കാട്ടിയ ജലൈ കാണ്ടാ தமிழாடே உன்னை வெள்ளையாருமில்லடா நீ சொல்லும் போல் தென்னாட்டு போல் சோழவம் சுனேல் வருது நெஞ்ச நுண்ணுத்தி நேரில் பார்க்கவா